இனிய தமிழ் மக்களின் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா சொல்லி கடவுள் எனக்கு கடைசி சான்ஸ் நினைச்சிருக்க எனக்கு அவ வேணும் என்னானாலும் சரி நான் இறங்கி ட்ரை பண்றேன் Yeah, I can't believe it. That's <laughs> it. One second. First time, I came here. Bustard is <laughs> a place where they are. I'm going to die. I'm going to die. I'm going to die. Ice cream is soft. விடமாட்ட கட்ட போட்டும காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணுன்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன் நான் தமிழர்